ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்டே சேனல் இன்றைக்கி நான் இனிப்பு உளுந்தவடை தாங்க செய்ய போகிறேன் இது சேலம் மேட்டூர் சைட்லாம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபிங்க இதை பார்த்திங்கன்னா உளுந்த பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செய்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் ஒரு வழக்கு அதாவது காப்படியில் உளுந்து எடுத்துருக்கங்க இதை கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து அரைக்க போகிறேன் அப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இதை நான் வடிச்சிட்டு எடுத்துக்கப் போகிறேன் வடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் கிரைண்டருக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் நம்ம தண்ணி இல்லாமல் பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் பருப்பு அரார பருப்பாக அதாவது ஒன்றும் பாதியமாக அரைக்கும்போது சக்கரை சேர்த்து அரைக்கணுங்க இப்போ நான் வடித்து வச்ச பருப்பை கிரைண்டரில் போட்டுக்கிறேங்க இப்போ பருப்பு வந்து அறாரப்பருப்பாக மஞ்சிருக்குங்க இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் முழு பருப்பாக இல்லாமல் அறாரையாக மறைஞ்சிருக்கு இந்த டைமில் அறுக்காப்படி பருப்பு எடுத்துருந்துருந்தீங்களா இதுலையே அரைக்காப்படி சர்க்கரை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறேன் சக்கரை சேர்த்துட்டேங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பருப்பெல்லாம் மஞ்சிருச்சு நம்ம வடை போடுற அளவுக்கு பக்குவம் இருக்குறீங்களா அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்ப நான் இத எடுத்துக்க போறேன் நான் கையில் தண்ணி தொட்டு நினச்சிட்டு நம்ம மெதுவடைக்கு போடுவோம் இல்லைங்களா இதே மாதிரி தான் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்க முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் நல்லா தான் வரும் இதில் என்னென்னா தண்ணி கொஞ்சம் கூட பருப்பில் இருக்கக்கூடாது அரைக்கிறதெல்லாம் வந்து சர்க்கரையிலே தாங்க அரைக்கணும் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆயி வந்திருக்குறேன் எல்லாம் போட்டுட்டு பார்க்கலாம் இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி அதில் கூட செய்யலாம் என்னென்னா அது வந்து கலர் ரொம்ப டார்க் கலரில் கருப்பாக இருக்கும் அது வீடியோவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் நான் சர்க்கரை போட்டு செய்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கருப்பட்டியோ வெள்ளமோ கூட போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் செஞ்சாலே அந்த ஊர் ஃபுல்லாக அதே வாசமாக இருக்குங்க இந்த பலகாரத்தோட வாசம் இதை இதுக்கு வந்து ஊரை கூட்டுற பண்ணியாரம் கூட ஒரு பேர் இருக்குங்க நல்லாயிருக்குல்ல இந்த பேர் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீட்டு சைடில் ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த பணியாரத்தை இன்றைக்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது கூடவே பழம் நீலாம் கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த பலாகாரம் செய்வீங்க அப்படின்னா உங்கள் ஊர் சைடில் இதுக்கு என்ன பேர் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்